ஸோ ஹவுஸ் மரக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மரகம் நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா அது போடுற வீடியோ வரும் ஸோ இன்னைக்கு வந்திருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியா டெய்லர் வந்திருக்கும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு பட்டாளம் நியர் லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்து ரெண்டு பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா நீங்க ஜோடியா டெய்லர் ரீச் ஆயிடலாம் நைன்ட்டில டெய்லர் வந்து ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா வந்து இந்த கடை வந்து சொன்னாவே ஒரு சப் அப்பா வந்து ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கோட் ஷூட்ஸ் வந்து ப்ரீமியமா பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா கோட் ஷூட் வந்து ஆயிரக்கணக்கான மாப்பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கோட்ஷூட் வந்து இவங்க வந்து ரீச் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் கோட்ஷூட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு என்னென்ன மாடல் சொல்லிட்டு வாங்க உள்ள போய் நம்ம வந்து பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பூர் பேரேஜ் ஸ்டோர் பட்டாளம் நியர் லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு அப்படியே வந்து ரெண்டு பில்டிங் தாண்டி வரும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து அட்ரஸ் லிங்க் கொடுக்குறேன் ஸோ நம்ம வந்து கோடி பார்க்கலாம் வாங்க சோ இப்போதே நீங்க ஒரு டெக்ஸ்டைல் செக்ஷனல நம்ம இப்போ இருக்குறோம். இங்க உங்களோட குளோதிங் அங்க காட்ட முடியுமா கொஞ்சம்? ஷัวரா ஷัวரா கம்பேர். இங்க பாருங்க சார். இது வந்து ஜக்கார்ட் இது. ஜக்கார்ட். ஜக்கார்ட் printed. இதிலே வந்து நீங்க வந்து ஜோத்பூரி போடலாம். ஓகே. பண்டி போடலாம். ஓகே. শেরவானி போடலாம். அது மாதிரி மெட்டீரியல் இது. இதெல்லாம் வந்து நல்ல ராயலா இருக்கும். இங்க பாருங்க மெட்டீரியல்லாம் வந்து நீங்க ஒரு பார்ட்டிவேர் இதெல்லாம் உங்களுக்கு. நல்ல ரிச்சா ரிச்சா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நீங்க பாருங்க இதுட்வான்ஸ் லேட்டஸ்ட் டிசைன்ஸு இது மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கே வந்து எங்கேயோ பார்க்க முடியாது புது டிசைன்ஸ் இது பேண்ட்டுக்கு இது மேட்ச்சிங் பேண்ட் க்ரீன் பேண்ட் போடலாம் பேண்ட் நீங்கள் பண்ணி தரோம் ஆ ஃபுல் செட் கம்ப்ளீட்டாக செட் பண்ணித்தரோம் கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் இங்கே பாருங்கள் இது வந்து பிளா நீங்கள் பிளாக் போடலாம் ஜோத்புரி ஸ்டைல் இதெல்லாம் உங்களுக்கு ஜோத்புரி ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஆளுங்களும் வாங்குகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இங்கே பாருங்கள் இதில் வந்து கிரே கலரு கிரே கலர் ஜக்காட்டு இதெல்லாம் வந்து ஷைனிங் மெட்டீரியல் ஒரு பாட்டி நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷனில் கிரா வேணும்னு சொன்னாக்கா இதெல்லாம் வந்து கிராண்டாக கிராண்ட் லுக் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது இது ஆமாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அட்ராக்டிவ் டெஃபினட்டாக டெஃபினட்டாக இருக்குது நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு பிளாக்ல இருக்குது பிளாக் பேட்டர்னில் கேட்குறாங்க சில பேர் வந்து பிளாக் கேட்குறாங்க பிளாக்ல வேணால் பிளாக்லேயே கூட இருக்குது இங்கே பாருங்கள் மெட்டீரியல்ஸ் பாருங்கள் நல்லா ராயலாக இருக்கும் இங்கே பாருங்கள் க்ரீனில் இருக்குது க்ரீன்லேயே வந்து நல்லா ராயலாக இருக்கும் இங்கே பாருங்கள் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் தனியாக தெரிவிங்க ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிராண்ட் லுக் கிராண்ட் லுக் இருக்கும் இது பாருங்கள் இது வந்து ஒய்லட்டு ஒய்லட் கலர் பாருங்கள் ஒய்லட் கலர் சேரீ போடுறாங்க இல்லையா ஒய்லட் கலர் சாரீக்கு இது வந்து ஜோத்புரி போடுறாங்க தைச்சி போடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கஸ்டமைஸாக இருக்கும் கஸ்டமைஸாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபார்மல் சூட்ஸ் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நான் நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது க்ரீன் இல்லைன்னா க்ரீனில் கலர் இருக்குது ப்ளூனால் ப்ளூ கலர் இருக்குது பர்பிள் இருக்குது எல்லா கலர்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ரைமண்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது வந்துங்களா ரைமண்ட்ஸ் இருக்குது ப்ராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரைமண்ட்ஸு ரைமண்ட்ஸ் மெட்டீரியல் ரைமண்ட்ஸ் மெட்டீரியலில் பண்ணி தரோம் உங்களுக்கு இது வந்து நீங்கள் வந்து டூ பீஸ் தைக்கலாம் த்ரீ பீஸ் தைக்கலாம் ஃபோர் பீஸ் தைக்கலாம் ஃபைவ் பீஸ் தைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம் கண்டிப்பாக சார் வேறு இங்கே பாருங்கள் சார் இது வந்து நான் வந்து பிளேசர்ஸ் கேட்குறாங்க இல்லையா ப்ளேசர்ஸ் இங்கே பாருங்கள் இப்போலாம் வந்து ட்ரெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸு ஸ்ட்ரைப்ஸ்லாம் வந்து இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டு உங்களுக்கு சென்னையிலலாம் வந்து ஸ்ட்ரைப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை நம்ம தான் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆமாம் ஸ்ட்ரைஸ் ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்களா ஸ்ட்ரைப் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸு இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் சூட்டு டிபி சூட்ஸ் தைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கோட் பேண்ட் ஷர்ட் ஒரு போ பிளாக் கலர் போ ஃபஸ்ட்டாக ஆ ஷூரா ஷூராக பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு இல்ல இட்டாலியன் ஈஸியாக போய்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இங்க பாருங்க போடுறாங்க செக்ஸ் பேட்டர்னு இங்கே பாருங்கள் செக்ஸ் பிளேசரு ஒரு ஜீன்ஸ் போட்டுவிட்டு ஜீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு பிளேசர் போடுறாங்க கஸ்டமர் சாய்ஸ் அது இது சூட் உங்களுக்கு ஒன்லி பிளேசர் மட்டும் வேணும்னு சொன்னாங்க த்ரீ ஃபைவ்ல இருந்து த்ரீ ஃபைவ் ஒன்லி த்ரீ பிளேசர் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அது மாதிரி இருக்கு இது வந்து செவன் தௌசண்ட்ல பண்ணி தரும் பாருங்க எல்லாம் இது வந்து வெல்வெட் வெல்வெட்டில் நீங்கள் வந்து வெல்வெட்டில் ஜக்காட் கேள்வி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வெல்வெட்டில் ஜக்காட் வெல்வெட்டில் வந்து டி டிசைனிங் எல்லாமே வெல்வெட் பிளைன் தான் கொடுப்பாங்க இந்த வந்து வெல்வெட்டில் வந்து டிசைனிங்காக கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் வெல்வெட்டில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் பாருங்கள் வெல்வெட்டில் இதுவோ வெல்வெட் ஜாக்காட்டு வெல்வெட் ஜாக்காட்டு இது மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க எல்லா லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்கள் நீங்கள் பாருங்கள் வெல்வெட் ஜக்காட்டு எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து சூட் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து கோ டாப் இது போட்டுட்டு பாட்டம் வந்து ப்ளைனில் போடீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ப்ளூ ப்ளூவில் ப்ளூவில் இங்கே பாருங்கள் ப்ளூ ப்ளூவில் பிரிண்டட் பிரிண்டட் ஜக்காட் பிரிண்டட் ஜெக்காட் சொல்லுவாங்க வெல்வெட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து கிராண்டாக கேட்குறாங்கல்ல கிராண்ட் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஆ ப்ளூவில் ஃபுல் பிரிண்டட் உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாருங்கள் எக்ஸலர் மெட்டீரியலில் பாரு வெல்வெட் வந்து சில பேர் வந்து பிளேசர் கேட்பாங்க ப்ளேஸர் பிளேசர் வந்து ஃபோர் தௌசண்ட்லேருந்து இருக்குது வெல்வெட் பிளேசர்ஸ் வந்து ஃபோர் வந்து டெக்ஸீரோ பேட்டர்னு இல்லை வந்து பிளாக் சாட்டின்னு கொடுத்து ஸ்டிச் பண்ணாக்காக்க இது வந்து ராயலாக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் பிளாக் இது மாதிரி யூஸ் பண்ணிக்க ஷியூரா ஷுயரா பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து ஒய்லட் வாய்லட் இப்போ வந்து இதெல்லாம் வந்து கல்யாணமா பொண்ணுங்க வந்து இப்போ பாருங்கள் லேங்காஸ் போடுறாங்க இல்லையா வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வெல்வெட் கலர் கேட்குறாங்க வெல்வெட் போட்டுவிட்டு பேண்ட் வந்து பிளாக் கேட்குறாங்க பிளாக் இல்லை ஒயிட் பேண்ட் போடுறாங்க ஆமாம் டிபெண்ட்ஸ் நல்லா ராயலாக இருக்கும் இதெல்லாம் நல்லா ரிச்னஸ் இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து இதுவும் வந்து புது டிசைன்ஸு இது பாருங்க இது பாருங்க பிரிண்டட் பிரிண்டட் வெல்வெட் சொல்லுவாங்க ப்ரிண்டட் வெல்வெட் ஜெகாட் வெல்வெட் இதெல்லாம் இதெல்லாம் லேடஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் எங்கேயோ பார்த்துக்க மாட்டீங்க ரொம்ப ராயாக இருக்கு இல்லை நியூ டிசைன்ஸ் இப்போது கம்மிங் அப் சீசன் இப்போது அடுத்த சீசனுக்காக நம்ம வந்து எல்லாம் இப்போவே இப்போவே அரேஞ்ச் பண்ணி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இது அடுத்த சீசனுக்காக இப்போவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்கள் இது வந்து ராயலாக இருக்கும் கோல்டன் கலர் ஸாரீக்கு இது வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும் கோல்டன் ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்கள் கோல்டன் கலர் ஸாரீக்கு நல்லா ராயலாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாரு ஆமாம் கோல்டன் கலர் ஸாரீ போடுறாங்க இல்லையா அதுக்கு வந்து காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஆமாம் சரிங்களா பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கோல்டன் கலர் ஸாரீக்கு இது நல்லா ராயலாக இருக்கும் உங்களுக்கு ப்ரௌன் கலர் வெல்வெட்டு ரொம்ப ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் பிளாக்ல ஜக்காட் இருக்குது இதில் என்ன செய்கிறாங்க பிளாக் ஜாக்காட் இது பிளாக் ஜக்காட்டில் வந்து என்ன செய்கிறாங்க டக்ஸீடோ போடுறாங்க இப்போ இல்லைங்க ஃபேஷன் உங்களுக்கு எல்லாம் நல்லா ஹை குவாலிட்டி ஹை ரேஞ்ச் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது நம்ம சாட்டின் கொடுக்குறோம் சாட்டின் கொடுத்து அந்த டக்ஸீடோவில் காலரில் வந்து சாட்டின் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் நல்லா ராயலாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் ப்ரிண்டட் மெரூனில் ப்ரிண்டட் இருக்குது மெரூனில் ஆ பிரிண்டட் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது எல்லா செட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு ப்ளேசர்னா பிளேசர் சே ப்ளேசர்னா பிளேசரு த்ரீ பீ டூ பீஸ் இருக்குது த்ரீ பீஸ் இருக்குது ஃபோர் பீஸ் இருக்குது ஃபைவ் பீஸ் இருக்குது எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார் உங்களுக்கு கஸ்டமைஸ் கஸ்டமர் என்ன சாய்ஸ் என்ன என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறோம் ப்ரைஸும் வந்து ரீசனபிள் ப்ரைஸு நம்மகிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நீங்கள் சென்னையில் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது நிறைய கஸ்டமர் போய்ட்டா அங்கே இருபத்தையாயிரம் ரூபா முப்பதாயிரரூபா சொல்லி ஏமாந்து வராங்க நம்ம கடையில் எல்லாம் வந்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸு நம்மகிட்ட எனிடைம் கஸ்டமர்ஸு இது ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து தேடிட்டு வராங்க இங்கே நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம நல்ல கஸ்டமர் பண்ணி கொடுக்கலாம் சார் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு கிளாத்ஸ் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க காட்டன்ஸ்லேருந்து ஷெல்வான்லேருந்து மேட்சிங் சிங்க்கிலேருந்து ஒரு எயிட் டு சென்ட் இப்போ வந்து காட்டின கலெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கலர்ஸுக்கு மேலே வந்து காட்டியிருப்பாங்க அது இல்லாமல் இன்னும் காட்டன் வச்சிங்கன்னா இன்னும் இருக்குது அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பிடிச்ச கலெக்ஷன்ஸில் எனக்கு கஸ்டமைஸ்ட் ஷூட்ஸ் வாங்கணும் அந்த மாடல்ஸை நான் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டேரெக்டாக நீங்கள் வந்து ஜோடியாவுக்கு வந்துட்டு அவங்க லைவாக வந்து க்ளாத்ஸ் நிறையா இருக்குது ஆக்சுவலாக துணிகள் நிறையா இருக்குது அதை நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒம்பதுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளேஸராக இருக்கட்டும் ஆர் ஃபுல் ஷூட்டாக இருக்கட்டும் நீ வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி டைம் டைமிங் நீங்கள் கேட்குறீங்களோ ஃபங்க்ஷன் மேரேஜோ ரிசப்ஷனோ வாட் எவரி இசி அதுக்கேற்ற மாதிரி அவங்க குயிக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஷெர்வானி ஆமாம் இது வந்து இண்டோ வெஸ்டர்ன் சொல்லுவாங்க சார் இது வந்து ஷெர்வானி ஷெர்வானி வந்து கொஞ்சம் லாங்காக போட்டாங்க ஷெர்வானி கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் இண்டோ வெஸ்டர்ன் ஓகே இது வந்து மாப்பிள்ளைங்க வந்து லெஹெங்காக்கு லெங்காக்கேற்ற மாதிரி காம்பினேஷனாக போடுறது இப்போது உதாரணத்துக்கு அவங்க வந்து ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் ராமர் கலர் லெஹெங்கா எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து காம்பினேஷன் வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் வந்து நல்லா நல்லாயிருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பேருக்கு நல்லாயிருக்கும் ராஜாக்கள் போடுற மாதிரி ஆமாம் ராஜாக்கள் ஸ்டைலில் உங்களுக்கு இது நார்த் இந்தியன் ஸ்டைல் இது ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ லெஹெங்கா கூட நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆகிடுச்சி ஷெர்வானி கூட நார்த் இந்தியன் ஸ்டைலாக ஆகிடுச்சி இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ ஷெர்வானிஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்ன செட்டு வருது இதில் இதில் செட்டு என்னென்ன வருதுன்னு சொன்னாக்கா இங்கே பாருங்கள் மா மாலை வருது அதுக்கப்புறமா வந்து ஷால் வருது இங்கே பாருங்கள் ஷாலு ஷால் வருது கம்ப்ளீட்டாக ஷால் வருது அதுக்கப்புறமா வந்து சஃபா வருது ஆமாம் எங்கள் பாருங்கள் சஃபா வருது சஃபா வருது அதுக்கப்புறம் ஷூஸ் வருது ஷெர்வானி ஷூஸ் வருது அதுக்கு மேட்சிங்காக கொடுத்து மேட்ச்சிங்காக கொடுத்துடுறோம் கம்ப்ளீட்டாக எங்கள் பாருங்கள் கோல்டன் கலரில் கோல்டன் கலரில் வந்து நம்ம வந்து ஷூஸும் கொடுத்துடுறோம் அதே மாதிரி வந்து மாப்பிள்ளைங்களுக்கு ஷூஸ் கொடுக்குறோம் இப்போது கோல்டன் ப்ளூ கலர் சூட் போட்டாங்கன்னா ப்ளூ கலர் சூட்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டு வந்திருக்கு லேட்டஸ்ட் ப்ரௌன் இது லேட்டஸ்ட் ஷூஸு பார்ட்டிவேர் ஷூஸ் வந்துருக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஷைனிங்காக ஆமாம் ஃபுல் செட்டு நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது நீங்க வித்தியாசமா இருக்கு தெரியலி பார்த்தோம் வித்தியாசமா இருக்கு இது வந்து குடுத்தாக்கு மேல போடுறது வண்டி சொல்லுவாங்க சார் இது வந்து மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்களுக்கு தோழன்னு இருக்காங்கல்ல மாப்பிள்ளைங்க தோழங்க மாப்பிள்ளைங்க ஃப்ரெண்டுங்க அது மாதிரி போடுறது இது விரும்பவும் வந்து ஆயிரத்தி இரநூறுவா தான் உங்களுக்கு ஒரு ஒரநூறு ஆயிரத்தி இரநூறுபா இது வலிக்கு கொடுக்குறோம் இப்போ வந்து அவங்க வந்து அழகாக நீங்கள் வந்து ஒரு பேண்ட் ஷர்ட்டோ ஒரு ஜீன்ஸோ போட்டு அழகாக மேலே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ட்ரெண்டு உங்களுக்கு வந்து ஆமாம் நல்லாயிருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் லுக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வித்தியாசமாக இருக்கேன் இது இது இது வந்து ஜோத்பூரி சார் இது வந்து ஜோத்பூரி வந்து பிரிண்டட் ஜோத்பூரிஸ் இது கம்ப்ளீட்டாக வந்து பிரிண்டட் பிரிண்டிங் டிசைன்ல இருக்கிறது லேட்டஸ்டா ஆமாம் கம்ப்ளீட் ஹார்ட் பாருங்க இதெல்லாம் லேட்டஸ்ட்டு பிரிண்டட் ஜோத்பூரிஸ் உங்களுக்கு இப்போ அட்வான்ஸாக நம்ம கடையில் வந்திருக்கு நல்லா இருக்கும் மாப்பிள்ளைங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க மெருண் கலர் சேரீ போட்டாங்கன்னா மெருன் கலர் சாரிக்கு இந்த கலர் வந்து காம்பினேஷன் வந்து பிரிண்டட் ஜோத்பூரி நல்லா மேட்சிங்காக நல்லா இருக்கும் கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் இதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலர்லா க்ரீன் கலர் கிரீன் கலர் ஜோத்பூரி இதுவும் வந்து நல்லாயிருக்கும் இது க்ரீன் கலருக்கு ஜோத்பூரிக்கு கீழே வந்து கோல்டன் பேண்ட் மேட்ச் பண்ணி தருவோம் ஓகே ஆமாம் இது வந்து ஃபுல் செட்டு செவன் தௌசண்ட் ஆகுது செவன் தௌசண்ட் ஆகுது ரெண்ட்டுக்கு வேணும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டு வாங்குகிறோம் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்ட்டு இதுவும் ஸ்டைலாக இருக்கும் இதுக்கு அடுத்தது பாருங்கள் எல்லா கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் பாருங்கள் இது வந்து மெரூன் கலர் மெரூன் கலர் மெரூன் கலர் வந்து ஜோத்பூரி இது ஜோத்பூரிக்கு கீழே வந்து பா பாட்டம் வந்து நீங்கள் வந்து சாண்டல் கலர் வந்து பாட்டம் வரும் சாண்டில் ஆமாம் சாண்டல் சாண்டல் கலர் பாட்டம் வரும் இதுவும் லேட்டஸ்ட்டு உங்களுக்கு டிசைன்ஸு நியூ டிசைன்ஸ் லேட்டஸ்ட் டிசைன்ஸு நீங்கள் எங்கேயுமே இது மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஆர்ட் கிராஃப்ட் அதுதான் பண்ணிடுங்க ஆர்ட் கிராஃப்ட் எல்லாமே எல்லாமே நம்பர் ஒன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பாருங்கள் பாருங்கள் இதுவும் வந்து ராமர் ராமர் கலர் ராமர் ராமர் கலர் ராமர் கலர் சாரீ போட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் கோல்டன் கலர் சேரீக்கும் ராமர் கலர் சாரிக்கும் மேட்ச் ஆகும் இது வந்து இதுவும் பிரிண்டடு ஜோத்பூரி லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மாப்பிள்ளை நல்லா அழகா தெரியுவார் ரெண்டல் ரெண்டல்ல வந்து டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கு இது நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நினைச்சாங்க ஆ நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபைன் சார் நல்லா இருக்கும் ஸோ இந்த ஷாப்புக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் வந்துருக்கீங்க நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே தெரியும் ஓகே ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு வேலை அப்படின்றதுனால தான் இங்கே நான் வந்திருக்கேன் ஓகே ஸோ அதுதான் சார் நல்ல விஷயம் இந்த கடை எப்படி தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இங்கே பக்கத்தில் தான் காலேஜ் போயிரு காலேஜ் ஸோ அப்போ படிக்கும் வந்து ரொம்ப இந்த மாதிரி இங்கே இங்கே வந்து ஃபேர்வெலுக்குலாம் வந்து நாங்கள் இதை எடுத்துருக்கோம் ஓகே ஸோ அப்போலேருந்தே தெரியும் நான் காலேஜ் முடிச்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு சிக்ஸ் செவன் இயர்ஸாக தெரியும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கோட் எடுக்கிறீங்க நான் ஆக்சுவலி வந்து ஒரு மாடலிங் காம்படிஷன் இப்போது நெக்ஸ்ட் வீக் வருது ஸோ அதுக்காக சரி வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து சரி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க நீங்கள் அப்போ எடுத்துருக்கீங்க எனக்கு ப் வந்து ப்ளூட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு பட் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் தான் கூட கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கு ரொம்ப ஒரு ஜென்ரலாக இப்போ நம்ம வெளியே போனோன்னா வந்து 3,000-4,000 ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் இங்கே வந்து ஒரு டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன் ஸோ இருக்குது நமக்கு அந்த மெட்டீரியலுமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஸோ அதனால சூப்பர் ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பார்க்குறவங்க இப்போ கோர்ட் ஷூட் வாங்கணுன்னு நினைப்பாங்க ஸோ பல திங்கிங்கில் இருப்பாங்க பல கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இங்கேனா ஒரு நல்ல கோர்ட் ஷூட் வாங்கணும் இங்கேனா நல்ல ப்ரைஸில் கிடைக்கும் இங்கேனா மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு பல கன்ஃபியூஷனில் இருப்பாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து இவர் சொன்னார் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே இது எல்லாமே இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்க மரக்கடி செய்வாங்க நல்லா இருக்கு ஏற்ற குவாலிட்டி ஒர்த் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குங்க ரொம்ப பிடிக்கும் கஸ்டமர் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து இந்த கடையை பற்றி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் ஹை பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி நான் வந்து கொடங்கூர்லேருந்து வரேன் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்ததுக்கு ஜோடியாக்கலாம் என்ன நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தீங்க ஜோடியாக்கில் வந்து என் ஃப்ரெண்டு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்திருக்காரு அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஸோ அது நல்லா இருந்துச்சு நல்ல பக்கா ஸ்டிச்சு நல்லா ஃபிட்டா இருந்துச்சு சரி அதுதான் அவரு தான் ரெஃபர் பண்ணியிருந்தாரு இங்க போய் பாரு உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தா தான் இங்க வந்திருந்தேன் ஸோ மேரேஜ்க்கு தான் பர்போஸ் மேரேஜ்க்கு தான் வந்துருக்கீங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டேன் ஓகே ஃபைனல் மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதை கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியா டெய்லர்லாம் அனதர் கஸ்டமர் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து இந்த ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்போம் இந்த கடையோட கோட் ஷூட் எப்படி இருக்குது என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் ஹை சார் எப்படி இருக்கீங்க ஹை நல்லா இருங்க சார் இந்த கடைக்கு என்ன மோட்டோன்னு நீங்கள் வந்திருக்கீங்க ஆக்சுவலி சில வெட்டிங் அங்க வெட்டிங் ஷூட் எடுக்கறதுக்கு வந்திருக்கோம் அத வந்து பார்த்துட்டு இருக்கோம்லாம் சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அது நல்லா இருக்கு ஓகே சோ இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கடை அதே फ्रेंड्स ரெஃபர் பண்ணாங்க ஓகே நீங்க அந்த ரிலேஷன் பக்கத்துல இருக்காங்க சோ அதனால நான் சொல்லிட்டு இருந்தாங்க फ्रेंड्स மூலமா தெரிஞ்சதா வந்திருக்கேன் ஓகே சோ எப்படி சார் இருக்கு உள்ள வந்த உடனே உங்க பிராண்ட் the product the quality எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க நான் பார்த்தா நான் நெட்ல பார்த்து இது பண்ண கலெக்ஷன்லாம் இருக்கு ப்ளாத்தும் நல்லா தான் இருக்கு பார்த்து வர்றேன் இத பண்ணும்போது நல்லாதான் இருக்கு என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க நான் வெட்டிங் ஷூட் தான் வாங்கிருக்கேன் வெட்டிங் ஆக்சுவலாக எனக்கு ஸோ அதனால வந்துட்டு வெட்டிங் ஷூட் வாங்கலான்னு வந்திருக்கேன் கேட்ட கலர்ஸ் தான் காட்டிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் சார் உங்களோட மேரேஜ் எனக்கு நவம்பர் டென்த் மேரேஜ் நீங்க என்ன ப்ராடக்ட்ல நீங்க நான் வந்து பார்ட்னரோட பிங்க் ராணி பிங்க் அவங்க ஸோ அதனால ப்ளூ சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளூஸ் சூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ உங்க ப்ளூ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா பார்த்துட்டு இருக்கும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு மோஸ்ட்டி செலக்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிட்டு நான் அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக தேங்க்யூ ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ட்ட நம்ம வந்து பேசியிருப்போம் ஆல்ரெடி கோட் ஷூட் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க டைம் கேட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிசல்ட் கேட்போம் ஹை பிரதர் இப்போதான் பேசணும் கோட் ஷூட் நீங்கள் வந்து உங்க கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ணிட்டீங்களா பண்ணிருக்கீங்க அப்டி பாக்கும்போது அப்படியே மாப்பல மாதிரி இருக்க கேடி ஓகே சோ இப்போ வந்து பார்த்தீங்க ஸோடியா கேரியல வந்து பார்த்தீங்க வந்து கோட் ஷூட்ஸ் அண்ட் சர்வானி சோ இதெல்லாம்மே வந்து பாத்துறோம் அண்ட் ரெடிமேட்ல வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து காட்டி இருப்பேன் உங்களுக்கு एक्चुअली கிளான்ஸ் எல்லாமே காட்டி இருப்பேன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க ஒரு குட் குவாலிட்டில வந்து பார்த்தீங்க லீடிங்கா வந்து பார்த்தீங்க வந்து கோட் ஷூட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க ஒரு 32 ವರ್ಷ கடنا பாத்துகேங்க சோ இந்த கோட் ஷூட்லாம் வந்து பார்த்தீங்க டாப் ராயியா நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் ராயால்ட்டி கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பிரிட்டி பிராண்ட் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டேஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஒகேஷனாக போடுற மாதிரி கூட இவங்ககிட்ட கோர்ட்ஸ்லாம் இருக்குது அண்ட் குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இவங்க அடிச்சிக்கவே முடியாதுங்க ஸோ நம்பர் ஒன் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோட் ஷூட்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி சேனல் சார்பாக நீங்கள் வந்து கோட் ஷூட்டு வாங்கணும் எனக்கு வந்து ரெண்டில் வாங்கணும் ரெடிமேட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ ஃப்ளாட் ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு நாங்கள் வந்து கூப்பன் கோட் கொடுக்கிறேன் hardy today 2242 னு சொல்லிட்டு இந்த கூப்பன் கோட் நீங்க வந்து एक्चुअली வந்து பர்சேஸ் பண்ணிட்டு நீங்க பில்லிங்ல வந்து கொடுக்கும் போது வாங்கும் போது அந்த ரிடிம் கோட் நீங்க நம்பர் கொடுத்தீங்கனா एक्चुअली உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது சோ 15% 플랫 ஆஃபர் நான் ஆல்ரெडी நான் வந்து மென்ஷன் பண்ணி இருப்பேன் உங்களுக்கு வீடியோல இப்ப இந்த கூப்பன் கோட் சோ நீங்க இது சொல்லி கண்டிப்பா வந்து ஒரு 15% 플랫 ஆஃபர் வந்து நான் வந்து எங்க வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கனா நான் வந்து ஆஃபர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏன்னா வீடியோ பார்த்துட்டு அந்த கூப்பன் கோடு மறக்காமல் சொல்லணும் சொன்னீங்கன்னா அந்த ஆஃபர் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு கோர்ட் ஷூட் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்து எனக்கு ராயல் ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் நான் எடுத்திருக்கேன் எனக்கு எடுக்கிறதுக்கே செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பர்த்டேஸ் அண்ட் பார்ட்டிக்கு ஒரு எனக்கு பர்சனலாக ஒகேஷனாக போடுற மாதிரி எனக்கு ஒரு கோட் ஷூட் வாங்கியிருக்கேன் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்திங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிக்க முடியாதுங்க ஒரு ஃபைனஸ்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்திங் எல்லாமே வந்து நல்லபடியாக வச்சிருக்காங்க காட்டும் போதே உங்களே பிரதர் காட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் கலர் அண்ட் பிரிட்டி கலெக்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்து எங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பிரேஸ் பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் ஒரு ஃபுல் ஷூட்டாக உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நீங்கள் வாங்கினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோடியாக டெய்லர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் வந்து சாய்ஸ் பண்ணி சாய்ஸை வந்து துணியெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் செலெக்ஷன் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட் இருக்குது வெப்சைட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் டப்ளியூட்யூட்யூ டாட் ஜோடியா டெய்லர்ஸ் டாட் காம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் அது மூலமாக செக் பண்ணிக்கலாம் அண்ட் நான் அதோட வெப்சைட் வந்து நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன் இப்பயே வந்து எனக்கு கோட் வாங்கணும் மைண்டில் மெமரியில் வந்து இப்பே வந்து நல்ல கோட் வாங்கணும் இந்த பெஸ்ட் பிரைசிங் வந்து வாங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜோடியா டெய்லர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க இதோட வந்து வீடியோ முடிச்சுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க